எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா எங்க வீட்டுக்கு நீ வாடி சீக்கிர மட்டும் தலையாட்டி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறோம் வச்ச அந்த கடவுள் தான் ஒன்னு சேர்க்கணும் நீ என்னையும் உன்னையோ வீட் வர சொல்லிட்டு மேல கைய வச்சான் ஏதோ பகுதி டியோ ஐயோ உன்னிச்சு எனக்கு மட்டும்தான் நீ என்ன தொத்தாம் அம்மாவுக்கு வெத்து போட்டு